எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ப்ரித்திகா பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லோருமே வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பற்றின வீடியோனால் இதுக்கு போன முந்தின வீடியோவில் அந்த சாங் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து கேட்டிங்க எல்லாருமே ஃபுல்லாக பாட சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதுக்காக வேண்டிதான் இந்த சாங் வந்து உங்களுக்காக ஃபுல்லாக பாடுறேன் ஒரு முறை நீ சிரித்தாளே நெஞ்சு குள்ளே மழையடிக்கும் அடி பின்னே ஒரு முறை நீ சிரித்தாளே நெஞ்சு கொள்ளே மழையடிக்கும் கொள்ள நீ நானும் மில் நீதானின் மன்னவா நீதானம் மன்னவா நீ நானும் மேல் நீதானின் மன்னவா நீதானின் மன்னவா இன்னொரு ஒரு முறை நீ ரசித்தான உள்ளேதோ புதுமயக்கும் நண்பே அறிஞன் வழியா உயிர் சுவாசம் நீடா உன்னு நானும் சாக நான் சாகும் நரி சாயவா உன்னொரி சாயவா பாந்தேனி நானும் நீதானின் மன்னவா நீதானின் மன்னவா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பெல் பட்டனை டச் பண்ணிட்டு ஆல் போட்டுருங்க